நாம் இதோட மூல வசனத்தை வாசித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற சில சிந்தனைகளை ஆண்டு தந்திருக்கிறேன் இந்த மாலை விலையில நமக்கு 3C in the 3C the to ஏற்கனவே அந்த டாபிக் என்னை டச் பண்ணும் அதனுடைய விரிவாக்கத்தை இந்த மாலை வேளையில் நான் பேச போகிறேன் அதனால யாவரும் நீங்கள் மாலை வேளையில் நம்ம பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் வாலிப தம்பி தங்கச்சிகள் குடும்ப தலைவர்கள் தலைவிகள் எல்லாரும் ஆண்டவர் அந்த கூட்டத்துக்கு மறுபடியாக அழைப்பு விடுங்க அழைப்பு கொடுங்க மற்றவங்களும் கொண்டு வாங்க கற்றுக்கூடிய ஆஸ்வதிப்பார்கள் வாசிப்போம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்போம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா இந்த வசனத்தை ரோமர் எட்டாரம் ஏன்னைபிள் எடுத்து வசனத்தை இந்த மாதத்துல கொடுத்த பொழுது ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி ஏனென்றால் இவையில் எல்லாவற்றிலையும் நம்மள அன்பு செய்கிறவர்களாலே நாம் எப்படி இருக்கிறோமோ முற்றிலும் இன்றைக்கு நான் உங்களிடம் பேச போகிறது நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு அந்த வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுகிறது தம் நம்மில் அன்பு கூறுகிற ஒரு ஆளே எப்படி எப்படி ஜெயம் கொள்கிறோமா அல்லது இங்கிலீஷ் மோர் தென் கிரஸ் மோர்தென் கான்குரஸ் பார்ட் எப்படி நாம் அன்பு நம்மை ஜெயாலியாய் மாற்றுகிறது எப்படி நாம் முற்றிலும் ஜெயிக்க கூடிய அந்த நிலவரத்துக்கு போகிறோம் இந்த இவைகள் எல்லாவற்றிலும் என்று சொல்கிறது அது என்ன பகுதி ஆனால் இன்றைக்கு நான் பேச போகிறது உங்களோடு கூட நம்ம அன்பு கூறுகிறவராலே என்ற தலைப்புல நாம் பேச போகிற உண்மையிலே தெரியுமா let us சொல்வர் டாபிக் தான் குட் அப்புறம் love Love covereth all sins Emotions nope. emotion, <laughs> yeah, exchange hai very good nope. love never, ex expect anything. Love never expects எஸ் எல்ஸ் ஓகே குட் குட் பட் லவ் இஸ் பவர் சொல்வதற்கு இது எல்லாமே ஒரு ரீசன் இருக்கு பட் வேலிட் ஆனால் உங்களை ஒருவர் நேசிக்கிறார் என்ற ஒரு தனித்துவமான இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அன்புக்காக இயங்கிறது மனிதர்கள் இருந்து மிருகத்திலிருந்து எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா அன்புக்காக இயங்கிறது இந்த அன்பு என்பது அவ்வளவு பவர்ஃபுல்லாக அது ஒரு ஆயுதமாக ஒரு அன்பு உண்டு பேசுறதுக்கு உங்களோடு கூட நாம் உங்களுடைய அல்லது நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிற காரியம் நம்மை நேசிக்கிற ஒருவர் உண்டு என்ற அறிவோடு கூட நாம் இன்றைக்கு கடந்து செல்ல போகிறோம் இந்த அன்புன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்குற ஒருத்தர் இருந்தார் தெரியுமா பைபிள்ல இவரும் வாலிப வயசுல மாமா வீட்டுக்கு போனாரு அங்க யார்த்தாரு மாமாவோட பொண்ண பார்த்தாரு உடனே இல்ல அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல என்ன பண்ணாரு தெரியுமா அந்த பொண்ணுக்காக ஏழு வருஷம் வேலை செய்த உங்க பொண்ணு நான் கட்டிக்கிறேன் ஏழு வருஷம் வேலை செய்யறேன் அது ரொம்ப வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகதான் ஏழு வருஷம் ஒரு ஒரு பெண்ணுக்காக வேலை செய்திருக்கானா ஆனா அதுல இன்னொரு ஒரு ஒரு காரியம் இருக்கு எடுத்து வாசிங்க பாக்கலாம் ஆதியாகும் புஸ்தகம் தானே ஆதியாகும் புஸ்தகம் எத்தனை அதிகாரம் ஆதி ஆகும் புஸ்தகம் எடுத்து அதிகாரம் இருபதாம் வருஷம் வாசிங்க இருபத்தி ஒன்பது இருபதாம் வருஷம் எத்தனை வருஷம் வேலை செய்தான அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே எப்படி தோன்றுச்சா அந்த ஏழு வருஷம் இவருக்கு என்ன மாதிரி போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் நாளாக போய்விட்டது இதுதான் லவ் பாண்டர் ஒரு மனுஷன் லவ் அவ்வளவுண்டு போய் விடுறதுக்கு வேற வேலையில காத்திருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் மாதிரி தெரியும் இவர் வந்து பல கிளடி போல இருக்கு ஏழு வருஷம் எப்படி இருக்குது கொஞ்சம் நாட்களாக இந்த அன்பு இருக்கும் என்பது ஒருவர் இருக்கும் பொழுது இந்த நாட்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படிதான யாக்கோபுக்கு இருந்தது அவனுக்கு ஏழு வருஷங்கள் கொஞ்சம் நாட்களாக இருந்தது ஆனால் இந்த மேலான அன்ப வைத்திருக்கிற ஒருவர் அல்லது வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் அதில் உள்ள யாவையும் அழகாக மனிதனுக்காக சிருஷித்த ஒருவர் என்னை நேசிக்கிறார் என்ற ஒரு நாலேஜ் ஒரு விஷம் வரும்பொழுது ஒரு அறிவு வரும்பொழுது அது உன்னை தனித்துவும் உன்னை ஒரு ஒரு தைரியம் உனக்கு கொடுக்கும் பாருங்கள் ஒரு தைரியம் கொடுக்கும் என்ன உங்க வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றம் கொஞ்சம் என்று சொல்லுகிறது என்ன விஷயம் வேலை செய்திருப்பாரு சும்மா இல்லாங்க வரும்பொழுது என்ன வந்தாரு எனக்கு தந்தீர் பாடுற இந்த ஆற்றை கடக்கும் பொழுது கோலும் தடியுமா கடந்த இப்ப திரும்பி வரும் பொழுது இரு பரிவாரங்கள் என்னென்ன ஆடு மாடு ஒட்டகம் எல்லா உடமைகளும் பொக்கிஷத்தை வைத்த எப்படி உடைச்சார் சம்பாதிச்சார் ஞானத்தை வெளிப்படுத்தினார் ஆனா அவைகள் எல்லாம் அவருக்கு கொஞ்ச நாட்களாக இருந்தது என்ன கேட்கிற அருமையான வாலிப தங்கச்சியே என்னையும் நேசிக்கிற ஒருவரை நீங்கள் அறிந்த பின்பு நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கை சுவாரஸ்யமாக அது எப்படி போகுதுன்னு கூட தெரியாது பட் அந்த வாழ்க்கையை ஆண்டு சுவாரஸ்யமாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்க உள்ள மூணு காரியங்கள் உண்டு இன்னைக்கு லவ் என்ற பேர்ல வேற வேறு காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த உண்மையான அன்புல இந்த மேலான அன்புல எல்லா அன்புக்கும் மேலான இந்த அன்பை உடையவர் என்னை நேசிக்கிறார் என்ற ஒரு அறிவு எனக்கு உண்டாகும் பொழுது நீங்க வெளியில கான்பிடென்டா போலாம் வீட்டில் இருக்கும்பொழுது கான்பிடென்டா இருக்கலாம் தனியாக இருக்கும்பொழுது கான்பிடெண்டா இருக்கலாம் இல்லை நீங்க எங்கேயாவது போய் நீங்கள் காரியங்களை நடக்க பொழுது அங்கே உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் அது உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு தைரியத்தையும் மன ரம்யத்தையும் கொடுக்கும் அடுத்த மறிக்கம் பண்ணு முன்னாடியே முன்கறிச்சிடும் இந்த அன்புல ஒருத்தர் ஒருத்தர் பிரிக்க முடியாது தாங்க முடியாது அதே போலதான் நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் அன்புள்ளவர்களாய் அல்லது அந்த அறிவு உண்டாக்கும் பொழுது என்னையும் இந்த அன்பையும் பிரிக்கவே முடியாது அதான் பரிசுத்த போல அவங்க சேலஞ்ச் பண்ணுறாரு கொஞ்சம் இப்படி போய் அப்படி போய் வர புரியுதா எல்லாருக்கும் இந்த முதல் விட்டு பிரிக்க முடியாது ஒரு பாண்டு உண்டாகும் இரண்டாவது அவர்களுடைய நினைவை என்ன பண்ண முடியாது அவர்கள் அவர்களை எடுக்க முடியாது நினைவுகள் நேசிக்கிறார் என்று சொல்லும்பொழுது அவர் சொல்றாரு எடுக்க முடியாது அதனாலதான் சொல்ற அவர் என்ன என்ன பண்ணிருக்கா உள்ளங்க அதனால இந்த செய்தியை கேட்டு இந்த ஞாயிறு நீங்க வெளியே போகும்பொழுது என்னை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அந்த நாலேஜோடு கூட எல்லாரும் போக போகிறோம் அபவுட் இட் நான் முதலாவது சொன்னேன் இந்த அன்பை விட்டு ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ண முடியாது இருக்க முடியாது உலகத்துல நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த அன்பு எவ்வளவு பெரிய உண்மையிலேயே நீங்க டச் ஆயிட்டீங்கன்னா செப்பரேட் அதனாலதான் கீழே பின்னாடி லிஸ்ட் பார்க்கணும் என்ன வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்களும் வருங்காரியங்களான உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் அன்பை விட்டு மாட்டாது என்று நிச்சயத்திருக்கீங்க அறிக்கை பண்ணுங்களேன் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று நிச்சயத்திருக்கிறேன் This makes you to stand in any circumstances. It's so good, you are telling me afterwards That is how I was doing that. Let's talk about that tomorrow To tell you this question, what teaching me about In irish for that courage. Between our conversations <laughs> and our experiences His relationship is making AB practices между Your relationship பலவிதமான காரணங்களை கிடைந்த போன வாரம் ஒரு செய்தியை படிக்கும் பொழுது ஏன்னா அது அது வந்து தீமையிலிருந்து வருகிற காரியம் உங்களுக்கு ஏற்கனவே நியூஸ்ல பார்த்திருப்பீங்க அதை பற்றி நாம் பேசுவதற்கு டைம் இல்லை இந்த அண்மை விட்டு பிரிக்க முடியாது மேரி கியூரி அண்ட் பியரி கியூரி கேள்விப்பட்டிருக்கீங்களா மேரி கியூரி நான் கெமிஸ்ட்ரி படித்ததுனால கொஞ்சம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன் எனக்கு ஞாபகம் சொல்றேன் ரேடியோ ரேடியம் கண்டுபிடிச்சது அவங்க தான் மேரி கியூரி தெரியும்ல ரேடியோ ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்சதுக்காக நோபல் படிச்சுவாங்க மேரி கியூரி படிக்க போனது பிரான்ஸ் நாட்டில் இருக்க ஒரு காலேஜ் அங்கேதான் பியரி கியூரியை பார்க்குறாங்க பேரிக்யூரிக்கு மேரி க்யூரியை ரொம்ப பிடிச்ச போச்சு ஆனால் மேரி கியூரி சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு அசைன்மெண்ட் இருக்குன்னு நான் போலாண்டுக்கு போனோம் என் தேசத்துக்கு அவர் சொல்கிறார் அதுப்பறம் நானே வர பின்னாடி போலாண்டுக்கே வந்துடுறேன் இவர் அங்கே டீச்சிங் பண்ணால் கூட பரவாயில்ல நான் வந்துடுறேன் சொல்லிட்டு போலாண்டுக்கு போகிறாரு போலாண்டில் அவங்களுக்கு அவங்களுக்கு சேர்ந்து திருணமாகி சயின்டிஸ்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பேருமே கெமிஸ்ட்ரியில் சாதிச்சு அவங்க நோபல் பரிசு பெற்றாங்க நேசிக்கிற இந்த நேசத்திற்கு அவ்வளோ வைராக்கியம் அவ்வளோ வலிமை இருக்கும் என்றால் சொந்த குமாரனையும் நமக்காக இந்த பூமியில அனுப்பி மறிக்க வைத்தார் என்றால் அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க தடவை நாம் சோர்ந்து போகிறோம் அனைத்துடையோம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் போய்டும் என்ன யாரும் இந்த காரியங்கள் எல்லாம் வருகிறது அவருடைய நினைவுல இருந்து உங்களை என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது சொல்லுங்க பாக்கலாம் சொல்லுங்க போயிட்டீங்களா ரெண்டாவது என்ன சொல்லுங்க அவருடைய நினைவுல எடுக்க முடியாது எடுக்க முடியும் ஷாஜகான் ஒரு தாஜ்மா ஆலை கட்டி அப்ப அந்த நினைவுல இருந்து இந்த இருக்கிறவர்களே என்றால் ஒருவரும் எடுக்க முடியாது மூன்றாவது இந்த லவ்ல என்ன நடக்கும் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் என்னடா பேசுவாங்க போதும் சிலவங்க கேக்க கூட மாட்டாங்க அது அப்படி ஒட்டின மாதிரி தான் இருக்கும் அங்கே பேசிட்டு இருப்பாங்க பிள்ளருக்கு நான் நிறைய பார்க்கலப்பா ஓகே கான்வெர்சேஷன் என்ன நடக்குது புதுசு புதுசா இன்ஃபர்மேஷன் தன்னை பத்தி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறான் என்னப்பா என்னப்பா என்னப்பா என்ன சொல்றேன் ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறது நீ உங்கல் ஐ யூ கெட்டிங் இட் ஐஆல் ஐ ஆல் கெட்டிங் இட் இந்த இது நடக்குது நடந்துட்டு இருக்குது அவரோடு கூட பேசுவதற்கு அவர் விரும்புகிறார் உங்களை கூட பேச நம்ம சொல்லுகிறார் அவரை பற்றிய தியானம் எனக்கு மிக அருகிற அறிவின் மேன்மைக்காக பரிசுத்த போது சொல்றாரு எல்லாத்துக்கும் குப்பையும் நஷ்டமாக என்ன நீங்க யார் என்பது அறிஞ்சா போதும் தோறும் அந்த You are in this day, you are in this day. Hallelujah! Come on, give it a big glow! Hallelujah! Mm -hmm. We are going to move to the very, very important certain verses in, <speaking> in the Pakaparav. Okay! You are going to pray for 14 Muslims. 14 Muslims are going to pray for 14 Muslims. Thank you. 14 Muslims are going to pray for 14 Muslims. பதினாறாம் வசனத்தை நம் வாசிப்போம் சொல்லுங்க பாக்கலாம் ஒன்னு நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவன் நம்மள வைத்திருக்கிற அன்பை நாம் விசுவாசிக்கிறோம் தேவன் நம்மேல மேல வைத்த அன்ப அறிந்து விசுவாசிக்கிறோம் தேவன் GOD loves us. Jesus loves us us JESUS WHY HE CAME எவ்வளவு அழகா இருக்கேம் வெரி சிம்பிள் இவ்ஸ் யூ ஒன் அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் அதனால அவர் வைத்திருக்கிற அன்பு என்னது என்று நம்ம இருக்கிறோம் அதே அதிகாரத்தில் அன்பு உண்டாயிருக்கிறது அதாவது I am tasting a new love of God, Amen. really I am telling you. Whenever I prepare for the three seminary, first I receive that blessing. God fills me with, with a new love, the taste of His love, I was experiencing it was amazing. That is why in this world, in this world, you are coming to this world. நாம் அவரை நேசித்தூர் இந்த உலகத்தில் ஒண்ணு பார்த்துதான் ஆரம்பிக்கிற ஒரு ஆரிஜன் இருக்கும் ஒன்னு ஆரம்பிக்கிற ஒரு பாயிண்ட் அங்க ஆரம்பிக்கிற பாயிண்ட் இருக்கும் அவர் முந்தபடினால் என்ன பண்ண அவர் தான் அன்பு அப்ப யார் காட் இஸ் ஆல்வேஸ் பிகாஸ் இந்த முந்தி நேசிச்சார் நான் அவரை நேசிக்கல என்ன பண்ணாரு என்ன முந்தி நேசி சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க அவர் என்ன முந்தி நேசிச்சார் நான் அவரை நேசித்தினால அவர் என் மேல வைத்த அன்பினாலு உணர்ந்து அதை நாம் விசுவாசிக்க அதை உணர்ந்து விசுவாசிக்கிறவங்க கிங் எட்வர்ட் எய்ட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா கிங் எட்வர்ட் எய்த் கிங் அப்பாயின் அப்போ அந்த அதுக்கும் சம்பந்தமே இல்லை அதனால இஸ் அப் கிங் Do you know what he did? George VI took the marriage out of his marriage. It calls for sacrifice. Right? I think he's a good one. He's a good one. He's a good one. தேவன் நமக்கு என்ன என்ன நேசிக்கிறதுக்கு நான் HE HE ME ME FIRST! FIRST! கமான் EVERYBODY LIFT YOUR hands AND SAY he loved me first. So, he loved me first, Keep போது வரா யார் வரா அவரு பேர் என்ன இந்த பிரசங்கத்துல வீட்டுல இருக்கும்போது யாருக்கா அம்மா இருக்காங்களா வீட்டுல இருக்கும் போது யாரு உங்களோட கூட இருக்கா லவர் இருக்காரு விளையாட போகும்போது யார் வரா சர்ச் வரும்போது யார் வரா அந்த வேர்டு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு அது மாறிட்டு மீனிங் மாறிட்டுற மாதிரினால நம்ம சொல்ல பயப்படுறாங்க எல்லாரும் அது என்னமோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க இல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறாரூயா தமிழ்ல சொல்லிருந்தாள் அல்லூயா என்னை நேசிக்கிறவர் வருகிறார் என்ன அன்பு வருகிறார் நீங்கள் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்பொழுது வேலைக்கு போகும்பொழுது ரோட்டில் இருக்கும்பொழுது விளையாடும்பொழுது எதை செய்தாலும் உங்களை நேசிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் அலல்லுயா உங்களில் அன்புக்குறுகர் உங்களோடு கூட இருக்கிறார் அதனால் தான் என் மீது அன்பு கூர்ந்து என்ன அழகாக எழுதியிருக்கார்ல வலியா ஓகே ஏமே நாலுயா 23 அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் உபாகமும் இருபத்தி மூன்று ஐந்து என்ன என்ன எதனால உண்மேல் அன்பு கூர்ந்த படியினால் அதனால சொல்றேன் நீங்க இந்த இடத்தை விட்டு போகும்போது அவர் என்ன பண்ண அன்பு கூர்ந்த படியினால் வாசிங்க அந்த சாபத்தை என்ன பண்ண சொல்லுங்க அந்த சாபத்தை என்ன பண்ணினாரு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார் நம்ம வரவேண்டிய சாபத்தை தீமையை அவர் நன்மையாக மாற்ற உண்மையிலவராக இருக்கிறார் ஐயோ அக்னாலஜி ஐயோ கம்மிங் ரிலேஷன் இன்றைக்கு நான் ஷேர் பண்ண அந்த வீடியோல அந்த சகோதரி சொல்வாங்க எனக்கு தெரிஞ்ச கடவுள் எல்லாம் எது எதுவோ கேட்டது ஆனா இந்த பைபிள் சொல்லப்பட்ட கடவுள் தேவன் மாத்திரம் என்னத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்தார் அவர் என்ன நேசிச்சார் நான் அவரை நேசிக்கிறேன் ஒரு கதையோடு நான் முடிக்க போகிறேன் நம்ம எல்லோரும் அன்பினால நிரப்பப்பட்டு அறிந்து நம் அறிக்கை பண்ணி வெளியே போவோம் ஒரு முறை ஒரு சின்ன பையன் அந்த சின்ன பையனை அவங்க அப்பா எவ்வளோ அன்பு காட்டி நல்வழிப்படுத்தணும்னு கொண்டுறாரு சண்டே கிளாஸ்லாம் போய் படித்த பையன்தான் பத்து வயசு ஆகுது ஆனால் குறும்புதலும் சேட்டுதலும் குறையவே குருபு பண்ணிட்டே இருக்கான் அப்பா எவ்வளோ பொறுமையாக சொல்லி பார்க்குறாரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரு பிஸ்கெட் வாங்கி கொடுக்காரு லேஸ் வாங்கி கொடுக்குறாரு என்னென்னவோ வாங்கி கொடுக்குறாரு வச்சுங்க ஆனால் இந்த பிள்ளைய வந்து சரிப்படுத்த முடியல இந்த பிள்ளை ஒரு ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் இவர் பலமுறை சொல்லியும் அவள் மாடி மேலே அவங்க வீட்டோட மாடியில் அவன் பேஸ்கெட் பால் அடித்து விளையாடிட்டு இருக்கான் பலமுறை உங்கள் அப்பா செய் சொல்லியிருக்காரு நீ செய்யக்கூடாது தம்பி வீட்டுல விளையாடக் கூடாது அப்ப நேரம் வந்துட்டு இந்த தம்பிக்கு உடனே விரோத்து சரியான நீ செய்த இந்த தப்புக்காகுமே பு அவளை பல ம அவன் அழ ஆரம்பிச்சிட்டான் இல்லை நான் எப்படி உங்களை அடிப்பேன் அவன் அப்பா சொன்ன இல்லை அடி அடிக்கிற மாதிரி இவன் பாசங்க் பண்ணி ஸ்லோவாக அடிக்கிறான் இல்லை என்ன நீ காயம் உண்டாக்குற மாதிரி அடிக்கணும் அப்போ இவன் அழுதுகிட்டே அவங்க அப்பாவை ஏழு தடவை அடிக்கிறான் காயம் விழுகிற அளவுக்கு அவங்களோட அப்பாவுடைய கருத்தை முதுகில் காய தேய்ச்சிக்கணும் அவன் அழுதுகிட்டே இருந்தானான் தெரியுமா இப்படிதான் நாம செய்த பாவங்களுக்காகண்டிக்கப்பட்டார் தண்டித்தது தெரியுமாவர் அவரை உலகத்தாருடைய பாவங்களை நீனும் நானும் செய்த பாவத்தை இயேசு அவர் நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அன்னைக்கு மகனுக்கு இயேசுவின் அன்ப விளக்கி காட்டினார் அந்த மகனும் தினத்தில இருந்து நாம் நல்லவர்களா இருக்கிறதுனால அல்ல நாம் ஏதோ அவருக்கு வந்து பெரிய காரியங்களை செய்வோம் என்பதனால அவர் நம் மேல் அன்பு கூர்ந்தபடினால அவர் முந்தி நம்மளை நேசித்தபடினால எட்ட அந்த விளையற பெற்ற அன்பு யோ ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு மறுபடியும் வாசித்து நம்ம எல்லாரும் செபத்துக்குள்ளா கடந்து சொல்ல போகிறோம் ரோமர் எட்டு என்ன சொல்லுகிறது இவைகள் நாம் நம்மில் அன்பு கூர்ந்தவர்களே முட்டிலும் நம்ம என்ன பண்ணுகிறவர்களாக மாறுகிறோம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாறுதல்